அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சிக்கு உண்டான பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி திருக்கணிதப்படி அதாவது மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ மேஷ ராசியை வந்து சனி பகவான் கும்ப வீட்டிலேருந்து டைரெக்டாக பார்க்குறாரு அப்போ நல்லாயிருக்கும் இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கடந்த ஐந்தாண்டு காலமாக ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க ஏன்னா அஷ்டம சனி கண்டக சனி எல்லாம் தாண்டி வந்து இந்த கொரோனா பீரியடில் நிறையா விஷயங்கள் மாட்டி பிரச்சனைக்குள்ளாகி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நிறைய பேர் வந்து எல்லாமே போயிருக்காங்க மேஷராசி மிதனராசிக்காரங்கள இல்லாமே போயிருக்காங்க இந்த கிரிட்டிக்கலான காலகட்டம்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வர்றாரு கரெக்டாக ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறதுனால என்ன நன்மைகள் இல்லை பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செஞ்சவராக இருந்தீங்கன்னா தொழில் செய்கிறவராக இருந்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகப்படியான லாபங்கள் அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றங்கள் இது எல்லாமே உங்கள் வாழ்வில் நடக்கும் அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருடம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் பத்தாம் இட தொழில் இது வரைக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு தொழிலை வச்சு கொடுத்துருப்பாரு இருந்தாலும் பிரச்சனைகள் மனசங்கடங்கள் வீண் குழப்பங்கள் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் இருந்திருக்கும் இருந்தாலும் இப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் தன் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால நல்ல தொழிலை அமைச்சு கொடுத்து அந்த தொழில் மூலயமா லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் தான் இது லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கான ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உங்களுக்கு அந்த முக்கியமான விஷயங்கள் இது தொடங்கிடுச்சு ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு தொடங்க போகுது அதே மாதிரி சனி பகவான் மூணாம் பார்வையை உங்க ராசியை பார்க்கறனால உடல்நிலை கெட்டுப்போகும் அதுவும் நான் சொல்லிடுறேன் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேக் பெயின் கால்வழி இதெல்லாம் கண்டிப்பா வரும் உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல போய் ஃபர்ஸ்ட் காட்டிடுங்க ஏன்னா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வெளியே வந்துடலாம் ரெக்கவரை இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது அந்த ரெண்டரை வருஷத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா அது மாறும் அதனால ஸ்டார்டிங்கே என்ன விஷயம் என்னன்னு தயவு செஞ்சு பார்த்துறது நல்லது மேஷராசிக்காரங்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன் ஏன்னா சனி பகவான் மூணாம் பறவையாக பார்க்குறதுனால உங்கள் உடல்நிலை கெட்டுப்போகும் ஆரோக்கியம் கெடும் மன ரீதியான பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் வேறு வழி கிடையாது குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறையும் காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த வயிற்று வலி பேக் பெயின் ஹெட் ஏக்கு கால்வழியெல்லாம் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேஷ வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் முன்னோர்கள் ஆசிரியம் பண்ணக்கூடிய இடங்கள் அந்த இடத்த வந்து சனி பகான் பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது கேஸ் போயிட்டு இருந்ததுன்னா அது உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் இருந்தாலும் கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு வருது ஏன்னா ஐந்தாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு பிள்ளைகளால் அவமானங்கள் கெட்ட பேரு பிள்ளைகள் மூலியமா நீங்க நிறைய வந்து மனசஞ்சலங்களை வந்து அனுபவிக்க கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சிறு குழந்தைகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு வளர்ந்த குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக வந்து அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதாவது மேஷராசியோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேஷராசியோட குழந்தைங்களை சொல்றேன் சாரி மேஷராசியோட பேரண்ட்ஸை சொல்ல மேஷராசியோட பிள்ளைகளை நான் சொல்றேன் அது நல்லா தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளை தான் சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைகள் கிடையாது நல்லா படித்து வளர்ந்த குழந்தைங்க வேலைக்கு போயிட்டு இருக்க குழந்தைங்க வந்து உங்களுக்கு மனசங்கடங்கள் மனரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் சொல்லலாம் மேஷராசிக்காரங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் பார்த்து பணிவாக பேசுங்க அடுத்தது எட்டாம் இடம் விபரீத ராஜயோகம் அதே சமயம் ஆயில் இடம் சொல்லலாம் ஆயுள் காரகன்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை அந்த விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க இந்த ரெண்டாவது வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு பணமாகட்டும் ஏதோ ஒரு தொகை வந்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிருக்கலாம் அந்த டேட் முடிஞ்சு உங்களுக்கு கைக்கு பணமாக இருக்கலாம் ரொக்கமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எட்டாம் இடத்தை பார்க்கறனால விபரீத ராஜ்யோகத்தை கொடுத்துக்கிது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பாதையும் நோக்கி நீங்கள் செயல்பட்டு நல்ல முன்னேறி போகக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் உழைப்பாளி உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க நல்லா போல்டாக பேசுவீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள் நிச்சயம் வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக சந்தோஷமாக நல்லபடியாக உங்களுக்கு அமையும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன்